வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே நம்ம பாலகீதம் தமிழ் சேனலுக்காக அழகு நயன சங்கரி அவங்க வந்து ஒரு சிவன் பாடல் பாடியிருக்கிறாங்க மயிலே கபாலீஸ்வரரை பற்றி உள்ள ஒரு பாடல் இந்த பாடல் நம்பிக்கைட்டவர் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த பாடலை கேட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு அனுப்புங்க அவர்களே நம்ம பாலகீதம் தமிழ் சார்பாக வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் வணக்கம் பாலகீதத்தின் நேர்களே நான் உங்க நைனி பேசுகிறேன் இன்னைக்கு நான் ஒரு சிவன் பாட்டு பாட போறேன் இந்த சிவன் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க நம்பி கெட்ட வரவரை நம்பி கெட்டவரிய வரை நம்பி கே கேட்ட வறியவரையா உமை நாயகனை திருமயின் நிறைவனை நம்பி கெட்ட வரியவரையா உமை நாயகனை நம்பி கெட்ட வரியவரையா உமை நாயகனை நம்பி கெட்ட கெட்டவர் வரயா அம்புலி கங்கையா நிந்த ஜடாதரன் அம்புலி கங்கையா நிந்த ஜடாதன் அம்புலி கங்கையா நிந்த ஜடாதரன் சம்பு கபாலிய நம்பி கெட்டவர் யவரையா உமைநாயகனை திருமலையின் நிறைவனை நம்பி கெட்டவர் யவரையார் ஒன்றுமே பயண என்று உணர்ந்த பின்பவர் உண்ட்பார் ஒன்றுமே பயணில் தேய் மறந்தால் அன்று சயலின் தலம் வரும் பொழுது சிவன் பெயர் நாது வாராதே அன்று சயலின் தலம் வரும் பொழுது சிவன் பெயர் நாது வாராதே அன்புடன் நம்பி கெட்டவர் யவரையா உமைநாயகனை திருமலையின் இறைவனை நம்பி கெட்டவர் யவரையா